மனசா ஏ நொறுக்கிற வார்த்தையால எரிக்கிற கானல் நீரா துடிக்கிற மீன போல உயிரே மறக்குமோ கண்ணீரண்ணை சிதைக்குமோ பிரிவ நம்ம வெறுக்குமோ வேஷந்தானோ நீ சென்ற உடனே உன்னை காதலிச்சேன் எனக்கு எனக்கு இருப்பான்னு நாச வச்சேன் அழகா அழகா படம் உறைஞ்சு அதுல உங்க எழுதி வச்ச நீ என்ன பார்த்ததால என்னா உன்னாய என் கண்கள் தேடிடுமே காதலி உண்டுகோ வனத்தில் நட்சத்திரம் aagrae ponala nenjikkulla ponabulla nesavacha துடிக்கிற போல மறக்குமோ வார்த்தளை எிவே நம்ம வெறுக்குமோ வேஷம் தானோ நேத்தே நேத்தே ஒன்ன ஒன்னு ஒன்ன ஒன்ன பார்த்ததுமே உடனே உன்ன காதலிச்சே எனக்கு இருப்ப படம் உறைஞ்சி அதுல ரொம்ப எழுதி வச்ச நீ நீ என்ன பார்த்ததால நானா மறைஞ்சேன்